ஒன்ார்ட் ஆட்ல உங்களுக்கு பண்ணலாமல்ட் ஸ்டம்ப்ளீட்டானும் கரண்ட்ல மார்கெட் இன்னைக்கு ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணி ட்ரெடிங் போய்கிட்டு இருக்குவுட் நடக்கும்போது கால்ஸ் வரும் கரண்ட்ல பை கால் டே க்ளோசிங்ல இருந்தே அந்த பையிங் கண்டினியூஷன் கால் உங்களுக்கு சேமா இருக்கு ஒரு லெவன் ட்வெண்ட்டி மேலும் மார்க்கெட் இப்போ வந்து ஒரு டவுன் சைடில் பிரேக் ஆயிருக்கு அதனால நமக்கு செல் கால் வந்து ஜெனரட் ஆயிருக்கு மார்க்கெட் மார்னிங்லேருந்து நைன் ஃபிஃப்டீன்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த பையிங் மொமெண்டம் தான் கண்டினியூஸாக மார்க்கெட் கொஞ்சம் மேலே ஏறிட்டே இருந்துச்சு ஒரு 100 பாயிண்ட் அப் அண்ட் டவுன்ல ட்ரேடிங் போயிட்டே இருந்துச்சு இப்போ ஒரு லெவன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் அந்த டவுன்ல நமக்கு டவுன் சைட் பிரேக் ஆயிட்டு செல் கால் வந்து ஜெனரட் ஆயிருக்கு செல் கால் வந்திருக்குன்றனால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் ஆயிட்டு அப்படியே அந்த கேண்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல அதான் என்ட்ரி பாயிண்ட் கூட லைன் செல்லர் தேர்ட்டி இருக்கு ஸோ அதான் என்ட்ரி பாயிண்ட் கீழ இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாகட் லைன் மேல இருக்க லைன் வந்து ஸ்டாப்லாஸ் லைன் லாஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப்லாஸ் லைன் ஃபர்ஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டேட் பண்ணிவிட்டு நல்லா வெளியே வந்துடணும் ஸோ அது வந்து தேர்ட்டி செகண்ட் ஆர்டர் தேர்ட்டி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க செகண்ட் ஆர்டர்ட் போகலாம் ஸோ இதில் உங்களுக்கு எவ்ரிடே இந்த மாதிரி இந்த சார்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும் அந்த மேல மார்க்கெட் இப்போ கொஞ்சம் மேல வந்து ரைஸ் ஆகிட்டு வருது ஸோ அப்பர் சைட் மொமெண்டம் நமக்கு கிடைக்கிது அதனால அப்பர் சைட் ப்ரேக் அவுட் பிரேக் அவுட் ஆனதுனால நமக்கு buy call வந்து ஜெனரட் ஆயிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு செல் கால் மார்க்கெட் நல்லா டவுன் first ஃபர்ஸ்டாக red பிரேக் அவுட் அதுக்கப்புறம் இப்போ ஒரு டுவல் தேர்ட்டிக்கு அப்புறம் பாருங்க நமக்கு மார்க்கெட் அகைன் ரெக்கவரி அந்த ரெக்கவரியில் பையிங் மொமெண்டமாக சேஞ்ச் ஆகிட்டு பைக் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு பைக் கால்னா டக்குன்னு கேண்டில் ஓப்பன் ஆகும்போது க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் உங்களுக்கு எவ்ரி டே கேண்டிஸ்டிக் மூமெண்ட் அனலிஸ் பண்ணி ட்ரெண்டு மாறும்போது கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டு வரும் பை பண்ணலாம்னா கிரீன் கலர் கேண்டில் செல் பண்ணலாம் ரெட் கலர் கேண்டில் கேண்டிலுடைய கலர் ஓப்பன் ஆகும்போதே ஃபிக்ஸ் ஆயிடும் அந்த கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகும்போது அந்த ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஒன் அண்ட் டூ ஸ்டாப்லாஸ்ட் கம்ப்ளீட்டான டீடைல் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ நமக்கு பைக்காலுக்கு தேர்ட்டி த்ரீ வந்திருக்கு அந்த கேண்டில் இருந்து ஸ்ட்ரெய்ட்டாக ஒரு ஒயிட் கலர் லைன் போகுதுனால் அது என்ட்ரி பாயிண்ட் லைன் மேல இருக்க லைன்ஸ் வந்து டார்கெட் லைன் ஃபர்ஸ்ட் டாரெட் வந்து தேர்ட்டி த்ரீ சிக்ஸ் சிக்ஸ்டி டூன் இருக்கு ஸோ அதை எப்படி ப்ரேக் அவுட் பண்ணது இல்லை மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகாதான்றத வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஓ ஆகுது நம்ம கிடைச்ச பைக்கால் நிறையா அப் அண்ட் டவுன் ரேலி அந்த பையிங் பாயிண்ட் இதுலேயே தான் ட்ரேடிங் போயிட்டே இருந்துச்சு இப்போ ஒரு ஒன் அப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் மேலே ஏறுது தேர்ட்டி ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸோ இப்போ பாருங்க நமக்கு ஃபர்ஸ்ட் டாரட்டே பிரேக் அவுட் பண்ணி தேர்ட்டி 666 சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸுக்கு வந்து போய்கிட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கு நமக்கு பேங்க் நிஃப்டி ஒன் மணி சார்ட்டில் நம்ம கால் சில்கால் அண்ட் பைக்கால் ஃபஸ்டார்கிட்ட நல்லா பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அதை பண்ணிக்கணும் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு டூல் கிடைச்சா நல்லாயிருக்கும் இதை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹெயின் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ